dil baiti போலம் முதல்வனை போச்சிடுவோம் வைத்தே போச்சிடுவோம் கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்து ில் வைத்தே கை தொழுவோ கணங்களில் அதிபதி கணவதி திருவடி கஷ்டில் வைத்தே தினில் ிக <tín> காட்டு போஷோ ல் <im> வைத்து <im> வோம் கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம் அ <laughs> ில் வைத்தே கை தொழுவோ ததி ததி கனவாதி திருவடி கைத்தே ில் வைத்தே கை தொடுவோ அதிபதி கணவதி திருவடி கர்த்தில் வைத்தே It was.